வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சேனலில் முன்னால் ஒளிபரப்பு வந்த தினமூறு கவிதை என்ற அந்த பகுதிக்கு நேரலின் விருப்பத்திற்கு மீண்டும் அதனை இன்று முதல் தொடர்கிறேன் இன்று முதல் தினசரி ஒரு கவிதை என்ற என்னுடைய இந்த பகுதி உங்களுக்கு ஒளிபரப்பப்படும் இந்த கவி இந்த பகுதியில் வரக்கூடிய அனைத்து கவிதைகளும் என்னால் எழுதப்பட்டது புத்தகமாக வெளியிடப்பட்டது என்பதை திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வந்து தலைப்பு வந்து உண்டியல் உண்டியலை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க கோயிலுக்குள்ளே நுழைஞ்சவுடனே பெரிய கோயிலெல்லாம் நுழைஞ்சிங்கன்னா முதல்ல சாமிக்கு முன்னாடி தெரியறது உண்டியல் தான் தெரியும் அதே மாதிரி நம்மளும் கோயில்குள்ளே போகிறப்போ கொஞ்சம் இந்த காலத்தாட்டில்னா முதல்ல போய் கோயிலுக்குள்ளே நுழைறதுக்கு முன்னாடி சட்டையில் இருக்க பணத்தை எடுத்து வச்சுப்பாங்க ஏன்னா ஒன்று வந்து இந்த தீபாரதனை தட்டில் போகிறதுக்கு இன்னொன்று வந்து உண்டியலுக்கு ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வந்தது உண்டியல்னு எல்லோரும் நினைப்பீங்க அந்த உண்டியலை பற்றி ஒரு கவிதை இது வந்து என்னுடைய தூரல்கள் அப்படிங்கக்கூடிய வெளியிடப்பட்ட புத்தகத்தில் இருக்குது விரும்புகிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் உண்டியல் ஆண்டவனை விட உயரமாக ஆலயத்தில் தெரிவது ஆண்டவனை விட உயரமாக ஆலயத்தில் தெரிவது பக்தர்களின் பாவத்தில் பங்கேற்கும் தியாகி பக்தர்களின் பாவத்தில் பங்கேற்கும் தியாகி கண்ணக்கல் கண்ணக்கோள் கழுவருக்கு கண்ணக்கோள் கழுவருக்கு இறைவனை விட இன்றியமையாதது கண்ணக்கோள் கழுவருக்கு இறைவனை விட இன்றி அமையாதது பணக்காரக்கோவிலில் பாதுகாப்பு பல மடங்கு இவருக்கு பணக்கார கோவில்களில் பாதுகாப்பு பல மடங்கு மனிதனாக பிறந்து விட்டேன் பாவம் நான் மனிதனாக பிறந்து விட்டேன் எனவே வணங்கிகரின் உன்னையும் சேர்த்து மனிதனாக பிறந்து விட்டேன் வணங்குகரின் உன்னையும் சேர்த்து ஆண்டவனை விட உயரமாக ஆலயத்தில் தெரிவது பக்தர்களின் பாவத்தில் பங்கேற்கும் தியாகி இறைவனை விட இன்றியமையாதது கண்ணக்கோள் கழுவருக்கு இறைவனை விட இன்றியமையாதது மனிதரின் பாவங்களுக்கேற்ப நிரம்பி வழிபவர் பணக்கார கோவில்களில் பாதுகாப்பு பல மடங்கு மனிதனாக பிறந்து விட்டேன் வணங்குகிறேன் உன்னையும் சேர்த்து இந்த கவிதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் எழுதி இந்த கவிதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை பொறுத்து தினமும் ஒரு கவிதையினை வெளியிட விரும்புகிறேன் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் பாடல்கள் கவிதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் என்பதை பெரும் மகிழ்ச்சியில் கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து உங்கள் அன்பு பாலகிரியத்தின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் நமக்கு நன்றி வணக்கம் பாய்